வேங்கை இலை பொடி அல்லது வேங்கை இலை கிடைத்தால் அதை ஒரு கப் தண்ணீரில் கொதிக்க வைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடியுங்கள் இவ்வாறு குடிப்பதன் மூலம் நீங்கள் நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அது அடிக்கடி சிறுநீர் கழிப்பதையும் அடிக்கடி பசி எடுப்பதையும் கட்டுப்படுத்தலாம்